இன்னைக்கு பதிவில் பயிற்சி ஒன்று ஒன்பது பத்தாவது கணக்குகளை பார்க்கலாம் எட்டாவது கணக்கு f என்ற சார்பு எஃப் எக்ஸ் சமம் மூன்று மைனஸ் இரண்டு எக்ஸ் என வரையறுக்கப்படுகிறது சமம் எஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எனில் எக்ஸை காண்க இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க பிராக்கெட்டுக்குள்ள இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இங்கே எஃப் எக்ஸ் ஹோல் பிராக்கெட்டுக்கு வெளியில ஸ்கொயர் இருக்கு எஃப்ஆப் எக்ஸ் ஸ்கொயர் எஃப்ஆப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இரண்டும் சமம் எனில் இன் மதிப்பை காண்க கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கணும் நமக்கு எஃப்ஆப் எக்ஸ் சமம் மூன்று மைனஸ் இரண்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க எஃப்ஆப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸை எடுத்துட்டு அந்த இடத்துல நாம் எக்ஸ் ஸ்கொயரை எழுதணும் ஸோ எஃப்ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சம்மம் 3-2 இரண்டு இந்த எக்ஸை எடுத்துட்டு x ஸ்கொயர் எழுதிக்கலாம் அடுத்து எஃப்ஆப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மூன்று மைனஸ் இரண்டு எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் நாம் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை விரிவாக்கம் செய்யலாம் கணக்கின் படி இரண்டும் சமம்னு கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சமம் எஃப் எக்ஸ் இடது பக்கத்தில் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு வலது பக்கம் ஏ மைனஸ் பி ஹோல் ஃபார்முலாவை பயன்படுத்தி விரிவாக்கம் செய்யலாம் ஏ மூன்று பி இரண்டு ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ஸோ மூன்றின் வர்க்கம் ஒன்பது அடுத்து பி ஸ்கொயர் இரண்டு எக்ஸ் இரண்டு எக்ஸின் வர்க்கம் நாலு எக்ஸ் ஸ்கொயர் நடுவில் டூ ஏ பி இங்கே இருக்கிற உறுப்புகளை ரெண்டால் பெருக்கணும் மூரெண்டு ஆறு ஆறு 2 பன்னெண்டு எக்ஸ் இடது பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளை வலது பக்கத்துக்கு மாற்றும்போது நான்கு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மைனஸ் ஸ்கொயர் வலது பக்கத்துக்கு போகும்போது ப்ளஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் ஒன்பது இந்த பிளஸ் மூணு மைனஸ் மூணு எல்லா உறுப்புகளும் ஏதாவது ஒரு பக்கத்துக்கு மாற்றும் போது அடுத்த பக்கத்தில் 0 போடணும் இப்போ ஒத்த உறுப்புகளை சுருக்கிக்கலாம் நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் அதாவது ஒன்பது கழித்தல் மூன்று ஆறு சமம் மூன்று உறுப்புகளுமே ஆறால் வகுப்படுறதுனால ஆறால் வகுத்தரலாம் பாருங்கள் X2-2X10, இது என்ன ஏ எக்மம் எக்ைனஸ் ஒன்று x ஸ்கொயர் சமம் ஜீரோ இதை இரண்டாக இப்படி பிரித்து எழுதலாம் எக்ஸ் ஒன்று எக்ஸோட மதிப்புகள் ஒன்று இருவடி சமன்பாடா இருக்கிறதுனால கண்டிப்பா இரண்டு தீர்வுகள் இருக்கணும் இரண்டு தீர்வுகளுமே சமமான தீர்வுகள் தான் ஸோ எக்ஸ் என் மதிப்பு ஒன்று முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்கு கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தீர்வு கண்டுபிடிக்கிறது எளிது ஒன்பதாவது கணக்கு ஒரு விமானம் மணிக்கு 500 கிலோமீட்டர் வேகத்தில் பறைக்கிறது விமானம் டி தொலைவு செல்வதற்கு ஆகும் காலத்தை T யின் சார்பாக வெளிப்படுத்து தொலைவு ஆங்கிலத்தில் டிஸ்டன்ஸ் அதனால டி என்ற எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்க காலம் ஆங்கிலத்தில் டைம் அதனால டி என்ற எழுத்துல பயன்படுத்தியிருக்காங்க எப்படி எழுதலாம்னு பாருங்க வேகம் மணிக்கு ஐநூறு கிலோமீட்டர் காலம் டி நேரம்னு எடுத்துக்கலாம் நமக்கு தெரியும் தூரம் சமம் வேகம் இன் நேரம் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க டிஸ்டன்ஸ் ஈக்வல் டு ஸ்பீட் இன் டும் தூரம் நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம் வேகம் ஐநூறுன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க நேரம் டி ஸோ டி சமம் ஐநூறு டி சுலபமான இரண்டு மதிப்பெண் கணக்கு பத்தாவது கணக்கு அருகிலுள்ள அட்டவணையில் நான்கு நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் மற்றும் அவர்களுடைய உயரங்களின் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன விவரங்களின் அடிப்படையில் ஒரு மாணவர் உயரம் மற்றும் முன்னங்கை நீளம் அவற்றிற்கான உறவை வைசமம் ஏ எக்ஸ் பிளஸ் பி என கண்டுபிடித்தார் ஏ மற்றும் பி ஆகியவை மாறிலிகள் கணக்க ஒரு தடவைக்கு இரண்டு தடவை படிங்க அட்டவணை கொடுத்துருக்காங்க நான்கு நபர்களின் முன்னங்கைகளின் நீளம் முன்னங்கைகளின் நீளத்தை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க அவர்களுடைய உயரத்தை ஒய்யின்னு குறிச்சிருக்காங்க சமன்பாடை ஒய் சமம் ஏஎக்ஸ் பிளஸ் b அந்த உறவை ஒய் சமம் ஏஎக்ஸ் பிளஸ் பி என்ற வடிவத்தில் எழுதியிருக்காரு அதாவது முன்னங்கைகளின் நீளம் எக்ஸுனும் உயரம் ஒய்னுனும் எடுத்துட்டா ஒய் சமம் ஏஎக்ஸ் பிளஸ் பி பாருங்க உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்டு x 35, y 56. ஐம்பத்தி ஆறுனா எப்படி எழுதலாம் y சமம் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ஐம்பத்தி ஆறு எக்ஸ் அதே மாதிரி இரண்டாவது கணக்கெடுங்க x, x 45, y 65, x 45, y 65, 65 a y y x b b என்ன இந்த அறுபத்தி ஐந்து சமம் ஏ இன் டூ b முதல் சமன்பாடா எடுத்துக்கலாம் அடுத்தது பெருக்கள் 35 a ஏ b பி இரண்டாவது சமன்பாடா எடுத்துக்கலாம் இந்த இரண்டு சமன்பாடுகளையும் கழிக்கும்போது ஒத்த உறுப்புகளான B கேன்சல் ஆயிரும் பாருங்கள் சமன்பாடு 1-2, இரண்டு கழிக்கும்போது இரண்டாவது சமன்பாட்டோட குறிகளை நாம் மாற்றணும் ஸோ ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு எல்லாமே ப்ளஸில் இருக்குது மைனஸாக மாறிடும் 65 ஐந்து கழித்தல் ஐம்பத்தி ஆறு ஒன்பது நாற்பத்தி ஐந்து கழித்தல் முப்பத்தி ஐந்து பத்து கேன்சல் ஆயிரும் B-B 0 ஜீரோ 10a சமம் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது A ஸோ so, a சமம் ஒன்பது பை வகுக்கும் போது a சமம் ஜீரோ புள்ளி ஒன்பது ஏயின் மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு ஏதாவது ஒரு சமன்பாட்டில் ஏயின் மதிப்பை பிரதிக்கிட்டு நாம் பியின் மதிப்பை கண்டுபிடிக்கலாம் ஏ சமம் ஜீரோ புள்ளி ஒன்பது என ஒன்றில் பிரதிகிட பாருங்கள் முதல் சமன்பாடு 45a, ஐந்து ஏ எடுத்துட்டு ஜீரோ புள்ளி ஒன்பது ப்ளஸ் பி சமம் அறுபத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து பெருக்கள் ஒன்பது நாற்பது புள்ளி வலது பக்கத்துக்கு மாற்றும் போது மைனஸ் ஸோ b சமம் அறுபத்தி ஐந்து மைனஸ் நாற்பது புள்ளி ஐந்து பி சமம் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஏயின் மதிப்பும் பியின் மதிப்பும் கண்டுபிடிச்சாச்சு சமன்பாடு y ஏஎக்ஸ் ப்ளஸ் பியில் பிரதிகிட்டா y ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஏபி மாறிலிகள் மாறிலிகளை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை பிரதிகிட்டு சமன்பாட்டை நாம் கண்டுபிடிச்சாச்சு y ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் கணக்கோட முதல் படிதான் இது அடுத்து கணக்கு என்னென்னு பார்க்கலாம் பாரு இந்த கணக்கு தான் கொடுத்திருக்காங்க முதல் கேள்வி இந்த உறவானது சார்பாகுமா என ஆராய்க்கு ஏ மற்றும் பி ஐ காண்க அட்டவணையில ஒவ்வொரு எக்ஸின் மதிப்புக்கும் தனித்தனியா ஒரு வைமதிப்பு கொடுத்திருக்கிறாங்க சார்பாகும் மற்றும் பி ஐ காண்க நாம கண்டுபிடிச்சிட்டோம் y சமம் ஏ எக்ஸ் பிளஸ் பி சமன்பாட்டோட ஒப்பிடும் போது ஏ சமம் புள்ளி ஒன்பது பி சமம் இருபத்தி புள்ளி ஐந்து மூன்றாவது கேள்வி முன்னங்கையின் நீளம் 40 சென்டிமீட்டர் எனில் அந்த நபரின் உயரத்தை காண்க முன்னங்கையின் நீளம் எக்ஸாக நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ முன்னங்கையின் நீளம் நாற்பது சென்டிமீட்டர் எண்ணில் அதாவது X சமம் நாற்பது கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் எக்ஸ் நாற்பதுன்னு பிரதிக்கிடுங்க ஒய் சமம் ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸை எடுத்துட்டு நாற்பதுன்னு பிரதிக்கிடலாம் இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து ஜீரோ புள்ளி ஒன்பது பெருக்கல் நாற்பது நாற்பதுமீட்டாய் இருந்த அட்டவணையில உயரத்தை அங்குலத்துல குறிச்சிருக்காங்க சமம் அறுபது புள்ளி ஐந்து அங்குலம் நான்காவது கேள்வி உயரம் ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று அங்குலம் எனில் அந்த நபரின் முன்னங்கையின் நீளம் காண்க உயரம் உயரம்ங்கிறது ஒய்யோட மதிப்பு உயரம் என்பது ஒய்யின் மதிப்பு ஸோ Y சமம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூணுன்னு சமன்பாட்டில் விடுத்தையிடலாம் ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று சமம் ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸ் பிளஸ் இருபத்தி புள்ளி ஐந்து கூட்டல் இருக்கிற இருபத்தி நாலு புள்ளி ஐந்து இடது பக்கத்துக்கு மாறும் போது ஒன்பது எக்ஸ்மம் ஐம்பத்தி மூன்று இருபத்தி நான்கு புள்ளி ஐந்து கழிக்கும் போது ஜீரோ புள்ளி ஒன்பது எக்ஸ் சமம் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஸோ எக் வகுத்தல் ஜீரோ நம்ம தசமை என்னால வகுக்கணும் தசம என்னால் டைரக்டாக வகுக்க முடியாது ஸோ பகுதியில் தசம புள்ளிக்கப்புறம் எத்தனை இலக்கங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு இலக்கம் இருக்கு மேலையும் ஒரு இலக்கம் ஸோ பத்தால் பெருக்கும்போது இருநூற்றி எண்பத்தி எட்டு பை வகுத்தா முப்பத்தி இரண்டு உயரம் ஐம்பத்தி மூணு புள்ளி மூன்று ஆங்குளம் எனில் முன்னங்கையின் நீளம் 32 ரெண்டு சென்டிமீட்டர் உயரம் அட்டவணையில் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க முக்கியமான ஐந்து மதிப்பெண் கணக்கு கணக்கை பார்த்து நல்லா புரிஞ்சுட்டு போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க மூன்று கணக்குகளுமே முக்கியமான கணக்குகள் தான் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை பார்த்து போட்டு பாருங்க தேங்க்யூ